நீங்கள் ஏதேனும் ஒரு வரிசையில் குழந்தையுடன் நிற்கும் போது அவர்கள் முதலில் கடைசியில் போன்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவுங்கள் இதை செய்வதற்கு வரிசையின் முதலில் மற்றும் கடைசியில் நிற்கும் நபரை சுட்டிக்காட்டலாம் உதாரணமா மஞ்சள் நிற சட்டை அணிந்துள்ள பெண் வரிசையின் முதலில் நிற்கிறாள் என்று நீங்கள் சொல்லலாம் பிறகு சிவப்பு நிற சட்டை அணிந்துள்ள நபர் வரிசையின் கடைசியில் உள்ளார் என்று நீங்கள் சொல்லலாம் வரிசை நகரும் போது இப்போது யார் முதலில் யார் கடைசியில் உள்ளார்கள் என்று குழந்தையிடம் கேட்கலாம் இந்த பயிற்சி குழந்தைக்கு முதலில் மற்றும் கடைசியில் ஆகிய சொற்களை புரிந்து உதவியாக இருக்கும்